ேங்களே கூறு கேளுங்களே கேளுங்கள் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் கூறும் கேளுங்களே ஆண்டன்மைசு பதியிலே ஆண்மையோடு திப்பு தூதன் அவனுக்குப் பின் தோன்றினான் வீரமே ஆயுதம் என்று கொண்ட சரிதமே ஒரு முன்மையை கேடுங்களே தேசிங்கின் சிறந்த வீர தளபதி மன்னன் செல்வன் முகமது பானும் போரில் சென்று உயிரை தந்தனன் செல்வன் முகமத் பானும் அருமையான கரிதமே வஞ்சமில்ல நட்பு போர் மதுரை மன்னன் பாண்டியன் மடம் சூடி ஆளுந்தால் மல்லிகாபூர் படையெடுத்து வந்தபோது முஸ்லிம்கள் சாதித்தார்கள் பாண்டியன் பெருமையோங்க கூடிய உண்மை கேளுங்களே கேளுங்கடே அழிந்தார் மதுரை கான் சாஹிப் அந்நியரை எதிர்த்ததால் மதுரை கான் சாஹிப் முன்னே முகலாயர் அன்பை ஆண்டு காட்டினர் அதற்கு முன்னே முகலாயர் அன்பை ஆண்டு காட்டினர் இன்னமும் தூக்கமே நாட்டு சேவை செய்யவே இன்னமும் தூக்கமே நாட்டு சேவை செய்யவேன்மையுங்களே முன்மைய கேளுங்களே